என்ன பண்றீங்க சூப்பர் இண்டக்ஷன் ஸ்டவா என்ன ஸ்டவ்வு இண்டக்ஷன் ஸ்டவா செம்ம வெரி குட் வெரி குட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க அதில் என்னென்ன போட்டிருக்கீங்க இன்க்ரீடியன்ஸ் இஞ்சி அப்புறம் பூண்டு பூண்டுலாம் போட மாட்டாங்க இஞ்சி அப்புறம் வந்து வெரைண்ணா அப்புறம் சர்க்கரையா வெரி குட் அப்புறம் இஞ்சி அப்புறம் டீ தூளா வெரி குட் வெரி குட் சூப்பர் இது என்ன டீ லெமன் டீயா டீ வைக்கிறது வந்து பால் டீ மில்க் டீ மில்க் டீ அது செமாட்டா செம்பாடா எப்படி மில்க் டீன்னு பேர் வச்சுருக்கீங்க வெரி குட் வெரி குட் சூப்பரா மினாஜி டீ ரெடி ஆயிடுச்சா என்ன ஆட் பண்ணிங்கப்பா என்ன ஆட் பண்ணிங்க என்ன ஆட் பண்ணிங்க பூண்டா இஞ்சியா பூண்டா பூண்டுலாம் ஆட் பண்ணிங்கன்னா மில்க் டீயில் வந்து கெட்டு போயிடும் மில்க் டீல பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா கெட்டுரும் ஆவல் சீசுகன் இஞ்சி தான் ஆட் பண்ணும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன செய்ய போடுறீங்களா கொஞ்சொன்னு சால்ட் போடலாம் இது வந்து மில்க் டீடா மில்க் டீல யாராவது சால்ட் போடுவாங்க சுகர் தான் போடுவாங்க சால்ட்லாம் போட மாட்டாங்க அது போட்டால் ரொம்ப நல்லா இருக்குமா செம்மாடா செம்மாடா ரெடியா மெல்தி ரெடியா சர்க்கரை பூரீங்கப்பா ஓ செம்மாடா செம்மா சூடா இருக்கா என்னது அங்க பார்த்த போட்டு எ உங்களை பார்த்து கொட்டு எடுக்கணும்மா ஏன் ஏஞ்சப்பா குடி போறீங்களா சின்ன மாள அப்ப என்னம் போடுறீங்க மறுபடியும் சக்கரே ஆ ஆ மணி இது பாரு பூண்டு டேய் பூண்டுலாம் போட கூடாது தம்பி பூண்டு போட்டா கெட்றோம் மில்க் டீல பூண்டு போட்டீங்கன்னா கெட்றோம் அண்ணா வந்து நீ एवरी கேவாங்கே थैंक यू ஆ விட்டிங்க டி பீ ட பார்ட்டி பீ நல்லா இருக்கு நல்லா இருக்கு थैंक यू थैंक यू ஏ தூதி வந்த காமே விட்டிட்ட காமே விட்டிட்ட கேமரா எதுவும் புடிச்சு போடுமா வா வாவ் செமயா இருக்கு அப்படிதான் குடிக்கணும் வேற எப்படி குடிப்பாங்க நீலாம் எப்படி குடிப்படி குடிப்பீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் செம்மையாக இருக்கு டீ தேங்க்யூ ஓகே நம்ம இத்தோட இந்த டே வீடியோ முடிச்சிக்கலாம் தேங்க்யூ உங்கள் டீ நல்லா இருந்தது சோறு சரிங்கண்ணா ஓ நம்மடா சோறு சரிங்ண்ணா சாப்பாடு என்ன செய்ய குக்கர செ குக்கர் அதுதான் குக்கர் உம் கொஞ்சமா போட்டுருக்கீங்க பன்னி எذுகா ஊத்துறீங்க அம்மா தண்ணி நான் ஊத்தி பண்ணிக்கலா ஓட்டி பண்ணி அம்மா தண்ணி ஊர் வச்சு பண்றாங்க அதே மாதிரி நீம் பண்றியா பண்ற நான் பே இன்டக்ஷன் வெஸ்டிங்கா ஆ கரண்ட் இல்லையா கரண்ட் எடுத்து கலக்க இல்ல அப்படின் ச்சச்சா 땡큐 باي باي அம்மா பால் வந்துட்டேங்க அம்மா பால் வேணுன்ற சொல்றங்களா ஓகே போய் மில்க் வைந்துறலாம் ஆ வந்துட்டே ஓகே நீ உறையா ஓகே அம்மா வந்துட்டே சே バイ ஆல் बोलिरुंगा அங்க வாங்க बाय ऑल அவேய் बोलिरुंगा باي باي बोलिरुंगा बाय बाय வீடியோல பாயம் பாய் சொல்லிடுங்க வீடியோல பாயம்பாய் சொல்லிடுங்க